நற்றினையின் வெற்றிப்படிகள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் சையன் நோமத் அசர் நான் என் நான் நான்காம் படிக்கிறேன் என்னுடைய பள்ளியின் பெயர் மிட்லேந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நான் இப்போது பேச போகும் தலைப்பு பெண்மை போற்றோம் உலகமே கொண்டாடுகிறது ஆண்வர்க்கம் பெண்களை அன்று ஒரு நாள் வானளவு புகழ்ந்து அடங்கி விடுகிறது இது போன்ற ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினத்தில் தேசபக்தி பொங்கி எழுந்து விடுகிறது இது தவறு இரத்த அணுக்கொள்ளில் சமுதாய அன்றும் தேசபக்தியும் நம் மக்களுக்கு பீரிட்டள வேண்டும் இதுவே நம் நாட்டிற்கு உடனடி ஆண்டு முழுவதும் காலம் வேண்டியவர்கள் தான் பெண்கள் புதுமை பெண்கள் அடி பூமிக்கே என குறிப்பிட்டார் கவிஞர்கள் பூமிக்கு அவர்கள் கண்கள் மட்டுமல்ல பூமிக்கு பெண்கள் தான் பெண்களை ஏறக்கூடிய அடிவிகள் கொண்டு காலத்தில் மகாகவி பாரதியார் பெண்மையை போட்டு தன் மனைவியிடமிருந்து தொடங்கினார் எண்ணங்களும் உணர்வுகளும் ஒன்றையாகவும் என பேசி அதிசயத்தை தூக்கின பாவியால் எதிர்த்ததை விருச்சுமாய் வளர்ந்து பெண்கள் ஆண்களுக்கு இணையாகவும் சில துறைகளில் அவர்களையும் தாண்டி சரித்திரம் படுத்தி கொண்டிருக்கிறார்கள் பெண்களை தெய்வமாக போற்றுவதுதான் நம் பண்பாடு அதிகளுக்கு கூட காவேரி கங்கை யமுனா சரஸ்வதி என பெண்களின் பெரு பெயர்களை சுட்டி பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் சத்தரவதியாக இருக்க வாய்ப்பே இல்லை வீடு செய்வது மட்டுமல்ல எல்லாருமே யாரோ ஒரு பெண்ணிற்கு பிறந்தவர்கள் தான் ஒரு ஆணின் ஒட்டிக்கு பின்னால் ஒரு பெண்ணிற்பான ஆண்களின் வாழ்க்கை அனுபவம் ஆண்கள் குடும்பத்திற்காக எட்டு மணி நேரம் உழைத்தால் பெண்கள் குடும்பத்திற்காக நாள் முழுவதும் முடிக்கிறார்கள் படித்த பெண்கள் ஆண்களுக்கு சமமாக பணியாற்றி குடும்ப முன்னேற்றத்துக்காக பாடுபடுகிறார்கள் அதிக படிப்பில்லாத பெண்கள் சித்தா சாலை போடும் பணி போன்ற கடுமையான வேலைகளில் இறங்கி குடும்பம் குடும்பத்தை காப்பாற்றுகிறார்கள் ஆண்களின் வருமானம் தீய ஒளியில் செலவாக வாய்ப்புங்கள் ஆனால் பெண்களின் வருமானம் ஒவ்வொரு ரூபாயும் தனது குடும்பத்துக்கு பயன்படும் குடும்ப பெண்களை விட வேலை செல்லும் பெண்கள் தான் அதிக சிரமங்களை சந்தி அதிகளை சந்திக்க வேண்டும் குடும்ப பெண்கள் வேலை செல்லும் பெண்கள் நடமாடும் மகாலத்துமே நான் கொண்டாடுகிறார்கள் பெண்கள் தங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் போது பயன்படுத்த வேண்டும் என்றும் மகாத்மா காந்தி சொன்னதை ஏட்டும் புலியை அடித்து ஜான்சியாலி லக்ஷ்மிபாக் போன்ற வீர மொழிகளை நினைத்தும் துணிச்சலுடனும் தைரியத்துடனும்